வெல்கம் பேக் சேனல் நீங்க பாக்குறது கேக்குறது கேம்லே நான் உங்கள் அதே ட்ரேகோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஒன்று புதுசாக வச்சுருக்காங்க அந்த லாபியில் வச்சுன்னு இருக்கனேன் இந்த கேரக்டர் தான் மக்கள் ஏ சொல்ஜஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் முடியல அதாவது ஏஜ் வந்து இருபத்தெட்டாம் பர்த்டே வந்து மூணா முப்பதாந்தேதி மூணாம் மாதம் எந்த விட ஒரு ரெண்டு நாள் தள்ளி வந்துட்டு மியூசிக் ஷாப் ஓனரான் அவங்க வந்து அப்புறம் ஹாபி வந்து பிளேயிங் த பேஸ் பேர் வந்து அனிட்டா ஏஎன் ஐடிடிஏ அனிட்டா ஏ பார்ட்டா அதுனா பார்ட்டியோ தாத்தாவோ யாரோ பேச்சு பேர் எனக்கு இதுதான் இந்த கேரக்டரோட பேர் ஆனால் இந்த கேரக்டரோட ஸ்கில் எப்படி இருக்குன்னா இது அதெல்லாம் நமக்கு எதுக்கு இப்போ வந்து ஸ்கில் வந்து நம்மளே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா பேசிக் கேரக்டர் அப்படி இல்லையா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது ஒரே ஸ்கில்லே ஸ்பாசிஃபிக் ஸ்கில்லே நீங்கள் நாலு வச்சுன்னு போகலாம் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆக்டிவ் ஸ்கில் எதுவும் இல்லை ஆக்டிவ் ஸ்கில் எதனால் இருந்துச்சுன்னா ரெண்டு ஆக்டிவ் ஸ்கில் வச்சு பார்த்துருப்பேன் பட் என்னால் முடியலை அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் நல்லாதான் இருக்குது ஏன்னா நாலு ஸ்கில்லு அப்படியே ஜாலியாக வச்சுன்னு போக வேண்டியதுதான் அதுவும் நான் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இது இதோ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு வச்சு டவுன்லோட் பண்ணுற கட்டி வாங்குகிற மாதிரி தான் இருந்துச்சு ஆறாயிரத்து செல்ற அந்த மாதிரி ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தான் கொடுத்துருந்தாங்க எது வேணுமோ நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பட் இது வந்து சூப்பராக தான் இருக்குது நல்லாயிருக்கு கனால் இந்த ஸ்கின் வந்து இது இந்தியன் சர்வரில் எப்படி வரும்னு தெரியாது இது வந்து என்ன சர்வர்னால் நம்ம பிரசில் சர்வருக்கு தான் வந்திருக்கோம் பிரசில் சர்வரில் இந்த மாதிரி இருக்கவே ஓகே நல்லா தான் இருக்குது ஆனால் மேற்கொண்டு இதில் ஏதேனும் செய்வினைகள் வைக்கப்பட்டிருந்தால் அதற்கு நான் பொறுப்பில்லைங்க அதையும் கூறிக்கொள்கிறேன் ஆமாம் அப்புறம் நாலு பேர் நான் நீ இந்த மாதிரி சொல்லிட்டே பாடினேன் எனக்கு தோணு இதில் வந்து காட்டுற மாதிரி எந்த ஸ்கில் வேணுமோ அந்த ஸ்கில் மாற்றிக்கிற மாதிரி இருக்கு ஆக்டிவ் ஸ்கில் என்கிட்ட இல்லை ஆக்டிவ் ஸ்கில் மாறுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா என்கிட்ட இருந்தால் வச்சிருப்பேன் பட் என்கிட்ட ஆக்டிவ் ஸ்கில் எதுவும் இல்லை நீங்களே பாருங்கள் யூ டூ யூ ஹேவ் ஐயா கேரக்டர் வில் ஸ்கில் ஆக்டிவ் ஆக்டிவ் ஸ்கில் எதுவும் இல்லை என்கிட்ட பேஷிவ் ஸ்கில் இப்போ தான் ஃப்ரீயாக வந்திருக்கோம் உள்ளோம் இதுக்கப்புறமா தான் தெரியும் என்ன நல்லாயிருக்கு அப்படின்றது ஓகே காஷ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேலும் ஒரு அடுத்த வீடியோவிலே சந்திப்போம்